வணக்கம் பேங்க் நிஃப்டியில் ஒவ்வொரு 1 மினிட் கேண்டிலையும் அனலைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இந்த சார்ட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் இன்றைக்கி ஒரு டியூஸ்டே மார்க்கெட் 9.15 am ஏஎம் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு ஓப்பனான ஒன் மினிட்ல நைன் சிக்ஸ்டீனுக்கே நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆயிருக்கு பை 41.199, அதாவது கரெக்டாக 41,200 ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிட்டக்க பைக் கால் வந்துருக்கு மேலே ஹண்ட்ரட் பாயிண்ட்டில் ஃபர்ஸ்ட் டாரட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்டில் செகண்ட் டாரெட்டுன்னு கால்ஸ் வந்து பார்த்திங்கனா நமக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு கீழே ரெட் கலரில் இருக்கிறது தான் ஸ்டாப்லாஸ் லைன் டெய்லி நமக்கு லைவ் மார்க்கெட்டில் அதுவே நமக்கு மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ மேலே வந்தால் பை கால் கீழே வந்தால் செல் கால்னு சொல்லிட்டு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா நல்லா மூவ் பண்ணக்கூடிய டைமிங்கில் அப்ளை பண்ணால் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் அதனால் தான் எப்பயுமே இந்த மார்னிங் மார்க்கெட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம் நீங்கள் கமாடி டி வீடியோஸில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப்டர்நூன் இல்லாட்டா ஈவினிங் மார்க்கெட்டில் தான் பண்ண சொல்லுவோம் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு ஸ்கேல்பிங் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொரு ஒன் மினிட் கேன்லேயே அனலிஸ் பண்ணுறதுனால கால்ஸ் அதிகமாக வர்றக்கும் சான்சஸ் இருக்குது அதனால் ஒரு நாளைக்கு ஒரு கால் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் ஸோ நம்ம வந்து நல்லா மூவ் பண்ணக்கூடிய நேரத்தில் அப்ளை பண்ணால் நம்ம கிடைக்கிற கால் நல்லா பெனிஃபிட்டாகும் தான் மார்னிங் மார்க்கெட்லேயே நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒன் நமக்கு பைக் கால் ஜென்ரேட் ஆகிடுச்சி ஸோ பைக் கால் அப்படின்றத இன்டிமேட் பண்ணுறக்காண்டி இந்த சார்ட் ரொம்ப சிம்பிளாக க்ரீன் கலரில் போயிட்ருக்கு நம்மளும் பார்த்தோன்னே ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் ஓகே இது ஒரு க்ரீன் சிக்னலில் இருக்குது இப்போ பேங்க் நிஃப்டியாக பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சர் டேடர் இதில் வர என்ட்ரி பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் எந்த ப்ரீமியம் பே பண்ண முடியுதோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சு ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கலாம் வீடியோட எண்டில் ஒரு ஆப்ஷன் சார்ட்டும் ஷோ பண்ணுறோம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கால் ஜென்ரேட் ஆனால் ஃபர்ஸ்ட்டு ஒரு த்ரீ கேண்டில் த்ரீ மினிட்ஸ் மட்டும்தான் என்ட்ரி பாயிண்டில் ட்ரேடிங் போச்சு அடுத்து 10 மினிட்ஸ் கழிச்சு ஃபர்ஸ்ட் ஆர்ட்ட ப்ரேக் பண்ணியிருக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேலே மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு இப்போ ப்ரீயஸ் டே செல் கால் ஷோ பண்ணுறோம் ப்ரியஸ் டே பார்த்திங்கன்னா நேற்று ஃபார்ட்டி ஒன் ஒன் தேர்ட்டி த்ரீயில் செல் கால் வந்திருக்கு வந்த செல் கால் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த என்ட்ரி பாயிண்ட் அதிலே தான் ட்ரேடிங் போச்சு அடுத்து ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சதுல ஃபர்ஸ்ட் டாரட்டை ஃபர்ஸ்ட்டு பிரேக் அவுட் பண்ண நெக்ஸ்ட் ஒரு டூ மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் டாரட்டையும் ப்ரேக் அவுட் பண்ணியிருக்கு அடுத்து தொடர்ச்சியாக நேற்று த்ரீ வரைக்கும் இந்த மொமெண்டம் தான் பட் இன்றைக்கி ஓப்பனிங் நல்ல ஒரு பிக் மொமெண்டம் அதனால புல்லிஷாக சேஞ்ச் ஆகுது பைக் கால் வந்திருக்கு இந்த மாதிரி ட்ரெண்டு மாறும்போது மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட்டு நமக்கு மாறும்போதெல்லாம் கால்ஸாக நமக்கு இந்த சார்டில் ஜென்ரேட் ஆகிட்டு வரும் அந்த கால்ஸை பார்த்துட்டு ஆர்டர் போடுறது மட்டும்தான் நம்மளுடைய வேலையாக சார்ட்டோட பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேனு மெசேஜ் அனுப்புங்க வீக்லி ஆப்ஷன் சார்ட் வர வியாழக்கிழமை எக்ஸ்பைரி ஆகுது ஃபார்ட்டி கால் ஆப்ஷன் ஸோ டேரக்டாக இந்த மாதிரி ஆப்ஷன் சார்ட்டும் பார்க்கலாம் டூ பை கால் ஜென்ரேட் ஆச்சு டூ வரைக்கும் மூமெண்ட் கொடுத்துருக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் சார்ட் பார்த்து ட்ரேட் பண்ணலாம் இல்லை ஃப்யூச்சரை பார்த்துட்டு எந்த ஆப்ஷன் சார்ட் பிடிச்சிருக்கோ எந்த ஆப்ஷன் உங்களால் ப்ரீமியம் பே பண்ண முடியுதோ அதை வச்சும் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும் சார்ட்டோட பிளான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹே இன் மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க